ங்கள் அண்ணாமலை சிவனே ஆடிய பாதத்தில் ஓரிடம் வேண்டும் காடிய பாதத்தில் ஓரிடம் வேண்டும் அருள்வாயீஸ்வரனே அன்பே அருணாச்சல சிவனே மே மாந்தனை பாசமாய் கதமதி பிடித்தவனே மானிடர் யாரையும் மான்னையே பாய் மானிடர் யாரையும் மான்னகே பாய் மலையன எழுதவனே எங்கள் அருணாச்சர சிவனே பொ பாம்பனி மாலையை அணுகுபாகரணே பால் உறும் எங்கள் பக்தி பிரவாதத்தை பாலூறும் எங்கள் பக்தி பிரவாதத்தை அணிவாயசியமே எங்கள் அருணாச்சர சிவமே ோம் அிதி அரபிந்தமே எங்கள் அருணாச்சல சிவமே சபமே வாகனம் பெருவினி ஊர்வலம் தினம் செல்லும் குருமணியே ஏழைகள் இதயம் வாகனம் தானி ஏழைகள் இதயம் வாகனம் தானி ஏரிட மனதிலையோ அருணாச்சல சிவமே எங்கள் நெஞ்சகம் வாசித்து பழகிட எங்களின் நெஞ்சகம் வாசித்து பழகிட நேரம் முமக்கிளையோ சொல்வாய் அருணாச்சல சிவமே சந்தனத்தனவென கையில் நெருக்குடன் ஆடிடும் கூத்தரசே அம்பலம் போல்யங்கள் நின்ஞ்சகம் உள்ளது அம்பலம் போல்யங்கள் நின்ஞ்சகம் உள்ளது ஆடிடுவாய்வுடனே எங்கள் அருணாச்சர சிவனே பொங்கிடும் கங்கையை செங்கடை கொண்ட குணாலிதியே உந்திருவாசலில் ஆயிரம் கங்கையை உன் திருவாசலில் ஆயிரம் கங்கையை கண்களில் ஊரிடுமே அது குழி அருணாச்சல சிவமே மங்களபுறம் சுமந்தவனே தாயினை சுமந்தனி பிள்ளையை விடுவது தாயினை சுமந்தனி பிள்ளையை விடுவது நியாயமயீஸ்வரனே ஏப்பாய அருணாச்சல சிவனே மணம் வீசுது தினம் தினம் அறிவாயேசா உம்முடன் கலந்திடும் நாள் எது சொல்லிடு உம்முடன் கலந்திடும் நாள் எது சொல்லிடு வரமறைவுடன் தருமே எங்கள் அருணாச்சர சிவமே ஐயா அழைத்திடுக சிவமே தருவாய் நலமே சிவமே சிவமே தருவாய் நலமே அபயம் தாரனே எங்கள் அருணாச்சல சிவனே